வணக்கம் இப்போ நாம பேங்க் நிப்டி பியூர் ஒன் மினிட் சார்ட் பாக்கிறோம் நெக் டே மே 25 ஃபைவ் இப்ப நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒன் மினிட்லேயே பாத்தீங்க அப்படின்னா நைன் சிக்ஸ்டீனுக்கு பை கால் வந்துருக்கு ஸோ கிரீன் கலர் கேண்டில் பை அட் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபியூச்சர் என்ட்ரி எடுப்போம் ஆப்ஷன் ட்ரேடர் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இந்த சார்ட்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கால் வரும் அப்படின்றத இப்பயே தெரிஞ்சுக்கலாம் கரண்ட்டில் பைக்கால் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு செல் கால் தான் வரும் ஸோ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகல பார்த்திங்கன்னா ப்ரியஸ்டியினுடைய செல் இருந்துச்சு அதனால் நமக்கு நெக்ஸ்ட்டு கால் பைக்கால் தான் வரும்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே வந்து தெரியும் ஸோ இதில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் ட்ரெண்டு மாறும்போது மட்டும்தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரியே நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் க்ளியராக கிடைக்கும் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஸோ ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை இதில் trend ட்ரெண்டை மட்டும் பயன்படுத்தி உங்களுக்கு இப்போ சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு புலிஷ் ட்ரெண்ட்டில் இருக்குது பை ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சாலே ட்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ட்ரேட்ஸும் பண்ணிக்க முடியும் நம்ம கிடைச்ச பைக்கால் நம்ம ஜஸ்ட்டு பேசிகிட்டு இருந்த இந்த ஒன் மினிட் கேப் இதிலே பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்கு இப்போ நியூ கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு செகண்ட் கேண்டில் அதாவது ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சென்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஓப்பனான செகண்ட் கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச வந்து பிரேக்வுட் வந்து கொடுக்குது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 85 ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸோ கமிங் தேர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியாவோது மந்த்லி ஆப்ஷன் தான் தேர்ட்டி call option ஃபைவ் ஹண்ட்ரட் கால் நமக்கு ஒரு out of the மணி தான் பார்க்குறோம் த்ரீ டெவலில் பைக்கால் வந்திருக்கு த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்ச் போயிருக்கு டேரக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் இல்லை future chart பார்த்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டை பற்றின டீடெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ